அங்கே பண்ணிடுச்சு அங்கே பக்கத்தில் ஒரு ஃபாரஸ்ட் உள்ள ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருந்துச்சு அந்த ஃபால்ஸ் பார்க்கறதுக்காக தான் போயிட்டு இருக்கிறோம் தான் பார்த்தீங்களா ரோடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு சைடும் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் மரங்கள் அந்த சைடு மரங்கள் நடுவில் ரோடு ஆளு நடமாட்டம் இல்லாத ரோடு முன்னால் போயிட்டு தம்பிலாம் போயிட்டு இருக்கிறோம் வண்டியில் ஆனால் ஒய்ஃபும் ஒரு பைக்கில் போயின்னு இருக்கிறோம் முன்னால் வந்து நம்ம நம்ம தம்பி ஒய்ஃபோட ஃப்ரெண்டு அதாவது ஒரு போலீஸ்கார் ஃபேமிலி பாதுகாப்பு பின்னால் பின்னால் பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் வந்துட்டு என் மாமியார் எங்கள் அம்மா என் பசங்களாம் வந்துருக்கிறாங்க இப்போ கோயில் இருக்கிறாங்க வாங்க நண்பர்களே பார்ப்பான் ஆ நண்பர்களே பார்த்தீங்களா கிட்ட நெருங்கிட்டோம் எப்படி இருக்குது பாருங்கள் தண்ணி இங்கே பாருங்கள் உள்ளன நண்பர்களே இப்போ உள்ள போயுறோம் உள்ள போயிட்டு என்னென்ன இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் உங்க கூட ஷேர் பண்றேன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நேற்று நைட்டு வந்துட்டு கடைக்கெல்லாம் பூஜை போட்டுட்டு தம்பி வீட்டுக்கு வந்தேன் நான் வந்துட்டு இன்னைக்கு காலையில் எல்லாம் ரெடி ஆகிட்டு தம்பி வீட்டுக்கு பக்கத்துல ஆணைக்கல் என்ற இடத்துல வந்து பெரிய ஃபால்ஸ் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நானு இங்கே வந்து பார்க்குறப்பட தான் தெரியுது ஒரு ஊட்டி கொடைக்கானல் நம்ம இங்கிருந்து செலவு பண்ணி ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி இங்கிருந்து நம்ம போய் அங்கே பார்க்குறத விட ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இங்கே ஊட்டி கொடைக்கானலை பார்க்குற மாதிரி இருக்குது பாருங்க நண்பர்களில் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த கிளைமேட்டு பார்க்கிட்டோம் பார்த்தீங்களா நண்பர்களே எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது இ இன்றைக்கி வெதர் வேறு நல்லா மழை வர மாதிரி இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது மௌண்டனு மரங்கள் அட்டா அட வேறு லெவலில் இருக்கிற நண்பர்களில் இன்றைக்கி நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் வாங்க இந்த வீடியோவில் எதை எது பார்க்க போகிறோம் பார்க்க போகலாம் வாங்க இங்கே தான் வண்டி பார்க் பண்ணியிருக்கிறோம் வந்து வண்டி பார்க் பண்ணிவிட்டு நம்ம கூட வந்து ஒரு ஒரு ரெண்டு ஃபேமிலி வந்துருக்கு ஒரு ஃபேமிலி வந்து தம்பி ஃபேமிலி இன்னொன்று வந்து இன்னொரு யார் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு இன்னொருத்தர் ஃப்ரெண்டும் வந்துருக்கிறாரு வாங்க பார்க்கலாம் பார்த்தீங்களா நண்பர்களே இங்கே தான் வண்டி பார்க் பண்ணியிருக்கிறோம் இங்கே பாருங்கள் வண்டியை பார்க் பண்ணிவிட்டோம் இது வந்து ஹோட்டல் இது பார்த்திங்களா இங்கே வரவங்க இங்கே சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கலாம் சுற்றி பார்த்தா ஃபுல்லு மழை காடுதான் வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆறு ஐய் அதெல்லாம் நம்ம போட்டிங்கெலாம் வர்றதில்லை பார்த்தீங்களா நண்பர்கள் இங்கே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது ரூம்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு பார் கூட இங்கே இருக்குது நம்ம அதெல்லாம் பண்ண போகிறது இல்லை வாங்க இப்போ பசங்களை சுற்றி காட்டப்போகலாம் இறங்கி போயின்னு இருக்கிறோமா பாருங்க நண்பர்களை இப்போ வந்துட்டு அந்த ஃபால்ஸை பார்க்குறதுக்காக வந்துட்டு இங்கேருந்து மேலே மெயின் ரோட்லேருந்து ஒரு ஆயிரம் படிக்கட்டு இறங்கி நம்ம கீழே காட்டுக்குள்ளே போகணும் காட்டுக்குள்ளே போனால் அந்த ஃபால்ஸை நம்ம பார்க்க முடியும் வாங்க நண்பர்களை போகலாம் பாருங்கள் நம்ம ஃபேமிலியெல்லாம் நடந்து போயின்னுங்கிறாங்க எப்படி இருக்குது பாருங்க மெட்ல ரெண்டு சைடு பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபாரஸ்ட்டாக எப்படி இருக்குது பாருங்கள் சென்ட்ரலில் படிக்கட்டு இருக்குது ஒரு ஆயிரம் படிக்கட்டு இந்த படிக்கட்டில் இறங்கி போய் தான் நம்ம அந்த ஃபால்ஸை பார்க்க முடியும் பார்த்திங்களா நண்பர்கள் நம்ம ஃபேமிலியெல்லாம் நடந்து வராங்க நம்ம தம்பி ஃபேமிலி நம்ம ஃபேமிலி அதுக்கப்புறம் வந்து நம்ம நம்ம கூட ஃப்ரெண்டு வந்திருக்காங்க அவங்க ஃபேமிலியாக நடந்து வராங்க ஒரு ஆயிரம் படிக்கட்டு கீழே இறங்கி போனால் அந்த ஃபால்ஸை பார்க்க முடியும் பார்த்தீங்களா எப்படி இறங்கி வந்துருக்கிறாங்க பாருங்கள் வாங்க வாங்க எல்லாம் இறங்கி வாங்க பாருங்கள் சின்ன வாண்டு கூட நடந்து வந்துருக்கிறாங்க ஃபால்ஸை பார்க்குறதுக்காக நல்லா சூப்பராக இருக்குதுங்க நண்பர்களே நான் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் எல்லாம் உங்களுக்கு காட்டிட்ட இது லொக்கேஷன் உங்களுக்கு வந்து கீழே நான் வந்துட்டு உங்களுக்கு இது பண்ணுறேன் எங்கே இருக்குதுன்னு வாங்க போய் பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இங்கேருந்து நம்ம ஒரு ஆயிரக்கணக்கான செலவு பண்ணி ஒரு ஊட்டி கொடைக்கானல் நம்ம இங்கேருந்து அங்கே போய் பார்க்குறதோட ஈஸியாக இங்கே வந்து ஒரு கம்மி செலவில் இங்கே வந்து பார்க்கறது ஒரு ஊட்டி ஒரு கொடைக்கானல் பார்க்குற மாதிரி தான் இருக்குது பார்த்திங்களா அந்த ஆயிரம் படிக்கட்டு இறங்கி போகிற இடத்துல இங்கே வந்து ஒரு ரெஸ்ட்டுக்கு உக்காருற மாதிரி ஒரு இடம் பண்ணி வச்சுருக்குறாங்க நல்லா சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம் வாங்க லெவல் ஏறும்போது நல்ல சூப்பரா இருக்குது வேற லெவலில் இருக்குது நண்பர்களே லொக்கேஷன் அப்படியே பின்னால் அப்படி திரும்பி பாருங்க அங்க பாருங்க மவுண்டன்லாம் மழை காடு ரொம்ப சூப்பரா இருக்கு ஆனா நம்ம இறங்கி போற பாதையில வந்து அங்கங்க ஒரு ரெஸ்ட் இதுக்காக வந்துட்டு ஒரு கூடார மாதிரி கட்டி விட்டு இருக்கிறாங்க மக்கள் வந்துட்டு வரவங்க வந்துட்டு நடக்க முடியாதவங்க ஏற முடியாதவங்க அங்க வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் குளிச்சு நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணி வாங்க கிட்ட போய் பாக்கலாம் பாத்தீங்களா நண்பர்களே இது எப்படி இருக்கு பாருங்க பாருங்க உஷாரா போவியை முடியாது உஷாரு போனவே